சான்றுகளேருமை நண்பர்களே மற்றும் நச்சினை ஊடக பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம் என் பெயர் தா ரோஷிமி நான் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் தெல்லார் அடுத்த கிருநம்பி கிராமத்தில் பச்சு ஒன்றிய தவக்கப்பள்ளி நான்காம் வகுப்பு படிக்கிறேன் செல்வாள் நான் தலைப்புக்குள் செல்லோருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தண்ணீரின் முத்துவோம் இந்து உலகம் வழங்கி நீ வெற்றிப்படிகள் யாருக்கும் அமையாத உழுக்கு இவ்வாறாக தண்ணீரின் குற்றத்தை வெள்ளுவர் அஞ்சை தம்புரின் சிறப்பு என்ற அதிகாரத்தில் விலகி கூறியுள்ளார் மா மழை போற்றும் என மழையை போற்றி வணங்கி தனது காப்பியத்தை தொடங்கி உள்ளார் இளங்கோ அடிகள் இதன் மூலம் நமது முன்னோர்கள் இதன் மூலம் நமது முன்னோர்கள் தண்ணீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் பண்டைய காலமொழி நீர்த்தேக்கங்கள் அருகாமையில் குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தன தமிழகத்தே அந்த மன்னர்கள் நீர்த்தேக்கங்கள் அமைத்தல் கு நீ தேக்கங்கள் அமைத்தல் குளம் வெட்டுதல் அணை கட்டு அணை கட்டுதல் போன்ற அணை கட்டுதல் போன்ற போன்றவற்றை அமைத்து மான் காலத்தில் வளர்ச்சிக்க பயன்படுத்தின மனித எனவே அழிந்துவிடும் ஏனெனில் தண்ணீரில் அதிக அளவில் ஆக்சிஜன் இருப்பதால் தண்ணீரில் அதிக ஆக்சிஜன் இருப்பதால் சக்தி அதிகரித்து உடல்நோட்டத்தை கட்டுப்படுத்தி உடலை மிகவும் ஒழுவாக மாற்றுகிறது தண்ணீர் குடி சமைத்தல் குளித்தல் போன்ற அன்றாட தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் மின்சக்தி உற்பத்தி விவசாயம் செய்தல் கைத்தொழில் உற்பத்தி கைத்தொழில் உற்பத்தி போன்றவற்றிற்கும் மூலதனமாக உள்ளது தண்ணீர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் செடி கொடி மரம் போன்ற இயற்கைக்கும் பறவைகள் விலங்குகள் போன்ற அனைத்து ஜீவாசைகளுக்கும் து முன்னோர்கள் போற்றி பாதுகாத்தனர் நாமும் அதனை பின்பற்றி நாமும் அதனை பின்பற்றி தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவோம் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்